சிறக்க கடனி காடு மலைகள் தாக்க உயிர் தலைவரின் புறம் ஏற்றிய உரு பகைவரின் கதை மாற்றவே கழனி போற்ற தமிழ சிறக்க காடு மலைகள் தாக்க உயிர் தலைவரின் புறம் ஏற்றிய உரு பகைவரின் மாற்றவே வந்தான் ஒருவன் வந்தான் வென்றான் வென்றான் மன்றத்தை தந்தான் சமவாய்ப்பை சிறக்க கழறி காடு மலைகள் தாக்க உழு தலைவரின் புதமேற்றிய உரு தலைவரின் பகை மாற்றவே வந்தான் ஒருவன் வந்தான் செய்தவன் சாதி கேட்டு போடும் போட்டு சபைகள் தோறும் பகைவர் மிரண்ட போட்டு விடைத்தவன் சேச <laughs> மாற்ற நாங்கள் கோர்வதும் கதற எண்டி திசையிலும் விடியல் பிறக்கவே இனி அமிழ்த தமிழும் ஆட்சி ஏறி சரிதம் படைக்கவே போராட்டம் என்பது நாம் முன்னெடுத்திருக்கிற இந்த போராட்டம் என்பது வசதியாக வாழ்வதற்கில்லை நம் வாழ்வாதாரத்தையே இழந்துவிடக்கூடாது என்பதற்காக போராடுகிற ஒரு மிக மிக நியாயமான ஒரு போராட்டம்மக்கு பல கேள்விகள் எழுகிறது கடற்கரையில் மீன் விற்கிற கடை வைக்கக்கூடாது நான் கடற்கரையில் மீன் விற்கக்கூடாது ஆனால் கடலுக்குள் நீங்கள் பேண வைக்கலாமா என்றால் அவருக்கு இவர் சந்தை போடக்கூடாது நீங்கள் கடற்கரையில் சமாதி கட்டி புதைக்கலாமா என்றால் எந்த நீதிமன்றம் எங்கள் கடைகளை காலி பண்ண சொல்லுகிறதோ அதே நீதிமன்றம் புதைத்துக் கொள்ளலாம் கடற்கரை என்று உத்தரவு விடுங்க கடல் கடல் கடல்வாழ் குடிகளுக்கு கடற்கரையிலேயே மின் சந்தை இருப்பதுதான் உலகமெங்கும் இருக்கிற மரபு அதுதான் அவசியமான ஒன்று நீ மீன் விற்கிற சந்தையை எங்கேயோ கொண்டே கட்டிவிட்டால் நான் இந்த என் மீனை எடுத்துக்கிட்டு போறதுக்கான அந்த போக்குவரத்து செலவு டிரான்ஸ்போர்ட் காசை திருப்பினோட வர வேண்டியதுதான் அதனால கடல் இங்க இருக்கு படகு இங்க வருது யாருக்கு என்ன பிரச்சனை இந்த சாலையை எடுக்கும் போது பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் போவதற்கும் வருவதற்கும் காலை மாலை இருவேதான் இந்த சாலையை பயன்படுத்தும் என்று எடுத்து விட்டு இப்ப இந்த கடையை வைக்காத எடுத்துட்டு ஆட்சியாளர்கள் வேலை செய்யணும் இந்த தீர்ப்பை கொடுத்த மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இதை மறுபரிசீலனை செய்யணும் வா தீர்ப்பை கட்டி நிரந்தரமா கல்வி கட்டடம் கட்டிட்டு அங்க சந்தைக்கல வெறும் கொடைதான் கிடையாது கொடை கொடைக்கு கீழே எங்க அக்கா எங்க அம்மா எங்க பெரியம்மா எங்க சின்னம்மா எங்க அண்ணன் தம்பி மா அதுக்கு சின்ன சின்ன கூறு கட்டி வைக்கிற சந்தை இந்த தெருக்கெல்லாம் நிறைய தர பயணிச்சுட்டு வந்து சந்தை கட்டுவதற்கு ஆறு மாசத்துக்குள்ள கட்டுறேன் பத்து நாள்ல கட்ட முடியாதா சமாதி கட்டுறதுக்கு நீங்க காட்டுற வேகத்தை என் மக்களுக்கு சந்தை கட்டுவதில் ஏன் காட்டுறதில்லை ஏன் காட்டுறதில்லை சந்தை வந்து என் மக்களின் வாழ்விடத்துக்கு பக்கத்துல இருக்கணும் அப்பதான் நாங்க அந்த எங்க பொருளை எடுத்துட்டு போய் எங்க மீனை எடுத்துட்டு போய் வித்துட்டு திரும்ப முடியும் நீ வேற இங்க இருந்து தூக்கிண்டி எங்கேயாவது போடுவேன் அப்ப அவன் வந்து என்ன பண்ணுவான் இங்க ஒரே மீன் அத்தமா இருக்கு நாங்க வாழ முடியல அவன் போராடுவான் அப்புறம் தூக்கி எங்கேயாவது போடுவேன் எங்களை ஆதி தமிழ் தமிழ் குடிகளை வாழவே விடல நீ செம்மஞ்சேரி கண்ணகி நகர் கல்லுக்குட்டை பெரும்பாக்க தூக்கி தள்ளிட்ட இப்ப எங்களை கடற்கரையிலிருந்து எங்க அங்க தள்ளுறதுக்கு இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கேன் நான் ஒன்று சொல்ல விரும்புறேன் நீங்க தைரியமா இருங்க அப்படி எடுத்து எல்லாம் வீசிட்டு போயிட முடியாது நம்மளை தாண்டி யாரும் உங்க மகன் உங்க கூடவே இருப்பேங்கிறத மட்டும் கூட வருது பெருமக்கள்ாய் வைத்துக்காக போராடும் போது சொல்லுங்க மாட்டி பங்களா கட்டி பத்து இருபது வார்த்தை கஷ்டப்படும் மட்டும் வசதி மறந்து போகுது அது எப்படி இந்த கடற்கரையில இந்த மணல் இந்த வெயில்ல உட்கார்ந்து பாரு ஒரு மணி நேரம் உட்கார்ந்து பாரு எத்தனை நாள் போராடுறாங்க என்ன கேட்கிறாங்க அவனுக்கு சொந்தமானது சுகாதாரத்துக்கு எடுக்குது நாட்டம் எடுக்குது போடா வேற எதிர்ப்போ வேற எதிர்போ மனித மனித மானுட குலத்தின் உணவு தேவையில் முப்பத்தி மூணு உணவை நிறைவு சேர்வது கடல் உணவுதான் மீன் தான் அந்த கடல் விவசாயத்தை செய்யற மீனவ மக்கள் தான் என் உணவு பிடிக்கல எல்லாத்தையும் கவனமா வச்சு அரசு நீதிமன்றம் சொன்னதே உடனே அரசு நிறைவேற்றி மக்களின் வீட்டை இடிக்கிறது கடையை காலி பண்றது மட்டும் வேக நடக்குது அது என்ன நடக்குது காவல்துறை அதிகாரிகளுக்கு அன்பும் நன்றியும் வணக்கமும் நீங்க ரிப்போர்ட் அனுப்புவீங்க கொஞ்சம் பார்த்து அனுப்பிவிடுங்க மதிப்பளிச்சு இந்த போராட்டத்தை அது எடுத்து கொண்டு போனும்ல அவங்க வேலையை அவங்க அவங்க வேலையை அவங்க செய்யணும் என்ன பேசினாரு சீமான்னு கேட்கும் போது தெரியல எங்கன்னு சொல்ல முடியாதுல்ல நீ உருவாக்கிட்டது ஓட்டு போட்டிருந்த அஞ்சு லட்சம் கூட அப்புறம் வீடு தர அநியாயம் அஞ்சு லட்சத்து ஐம்பதனாயிரமா தெரியல நீ வரும்போது ஒரு போது நிமிஷம் தான் வீட்டுல இருந்து மிரட்டுறாங்க சொல்லாத இவள கூட்டம் இருந்துக நீ திருப்பி மிரட்டு போயா அப்படின்னு சொல்லு ரொம்ப எனக்கு ஒரு போனா போடு பேசுங்க நான் வைக்க விட்டுருவேன் தைரியமா இருந்ததான் உடன் பிறந்தார்கிட்டன் தம்பி பெரிய பிஞ்சி தப்ப எங்க அம்மா தங்கச்சிட்டு சொல்லுவேன் எதை பத்தி கொல்லப்படாதே உங்க மகன் என்னைய தாண்டிதான் அந்த பிரச்சினையில வந்து உங்களை தொடங்கும் நான் உங்க கூட இருப்பேன் தைரியமா இருக்கு தைரியமா இருக்கு நான்